ஏன் பெண்களை வச்சு நம்ம விளக்கேற்றோம் அப்படி பார்த்தா அப்படின்னா வழிபாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வழிபாட்டுக்கு தீக்குதான் தொடர்பு இருக்கும் ஆண்கள் வழிபாட்டுக்கு தீக்கு எந்த தொடர்புமே இருக்காது அதுக்கு காரணம் என்னன்னா வெப்பத்திலிருந்துதான் இந்த சமூகம் அத்தனையும் பெற்றிருக்கிறது முதல் ஒளியேற்று இடது காம்புல தான் இடது மார்புல பால் கொடுக்கிற தமிழருக்கு மட்டுமே அது எதற்கு அப்படின்னா இடதுங்கிறது பெண் சார்ந்தது வீரம் சார்ந்தது ஆண் சார்ந்தது அழகு சார்ந்தது வைக்கிறோமோ அதெல்லாம் வீரத்துக்கானது நடக்கிறது இல்ல ஆண்களுக்கு இயல்புல வீரம் கிடையாது அப்ப வீரத்தை ஊற்றணும் தாய்பால் மட்டும் நம்ம கொடுக்கல பசுமாட்டிலிருந்து பால் கறந்தா கூட மொத்தம் நாலு காம்பு இருக்குது பசுமாட்டுக்கு இரண்டு காம்புகள்ல கண்ணுக்குட்டிக்காகவும் இரண்டு காம்பு குழந்தைகளுக்காகவும் வச்சிருக்காங்க இடது காம்புல பால் கடற்கிற்கு மட்டுமே உண்டு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இடது பக்கம் உட்காந்து இடது காம்புல பால் கறந்து கொடுத்தா மட்டும் அந்த குழந்தை வீரத்தோடு வளருங்கிற மரபை வைத்தவர்கள் முன்னோர்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பசுமாட்ட பால் கறந்தாலும் சரி எந்த மாட்டுல பால் கறந்தாலும் இடது பக்கம் தான் உட்காந்து கறப்பாங்க வலது பக்கம் உட்கார மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சமூகம் மிகப்பெரிய அறிவு வைத்திருக்கு அப்படி இடது பால் குடித்த ஒரு ஆண் குழந்தை நமக்காக ஆற்றலை வெளிப்படுத்தப் போய்கிறது இதும் மண்ணின் வீரம் பொங்கன் அறக்கட்டளின் சார்பாகவும் கலைத்தாய் அறக்கட்டளின் சார்பாகவும் வருக வருமே வெப்பத்துலதான் இயங்குது அந்த வெப்பம் பெண் இடத்துல இருக்குன்னு சொல்லுது இந்த சமூகம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வழிபாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் வழிபாட்டுக்கு தீக்குதான் தொடர்பு இருக்கும் ஆண்கள் வழிபாட்டுக்கு தீக்கு எந்த தொடர்பும் இருக்காது அதுக்கு காரணம் என்னன்னா வெப்பத்திலிருந்துதான் இந்த சமூகம் அத்தனையும் பெற்றிருக்கிறது அதிலிருந்து இந்த கலைகளை நாம் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத ஒளியேற்றுவது முதல் ஒளியேற்றி துவங்கி வைக்கிறதுக்காக தாய்மார்களை நம்ம மேடை கூப்பிடுறோம் சரியான நேரத்தில் எல்லாமே தொடங்கப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம வந்து என்னன்னா ஒரு செயலை நாம திட்டமிடுவது அல்ல இயற்கை தான் செயலை திட்டமிடுவது அப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னா இயற்கை கூட இணைந்து செல்வது தான் அப்படி இன்னைக்கு இந்த காலை பொழுது ரொம்ப அழகா இயற்கை நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கு மகிழ்ச்சிக்குமா ஒடியேற்றி தொடங்கி வைத்த அத்தனை தாய்க்குளங்களுக்கும் கலைத்தாயின் முதல் நன்றி சரி இன்னைக்கு இந்த பயிற்சிக்கு வந்திருக்க அத்தனை குழந்தைகளும் இதை ரொம்ப கவனிக்கணும் கண்ணுங்களா எல்லாருமே என்னையே பாருங்கள் நான் உங்களோட தான் பேச போகிறேன் நீங்கள் எங்களோட பேசணும் இடது காம்புல தான் கொடுப்பாங்களாம் இடது மார்புல பால் கொடுக்குற வழக்கம் தமிழருக்கு மட்டுமே உங்கள் உலகத்துல யாருக்கும் கிடையாது அது எதற்கு அப்படின்னா இடதுங்கிறது பெண் சார்ந்தது வீரம் சார்ந்தது வலதுங்கிறது ஆண் சார்ந்தது அழகு சார்ந்தது எங்கெல்லாம் நம்ம இடதுகாலம் முன் வைக்கிறோமோ அதெல்லாம் வீரத்துக்கானது இது என்சிசி போலீஸ் ட்ரைனிங் மில்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா லெப்ட் தான் நடக்கிறான் ரைட் லெஃப்ட் நடக்கிறது இல்ல ஏன் லெப்ட் ரைட் நடக்கிறோம் அப்படின்னா இடதுகாலம் முன் வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் பெண்ணை முன்னிறுத்தணும்னா ஜெயிச்சிடலாம் ஆணை முன்னெடுத்து ஜெயிக்க முடியாது சமரசம் ஆகிட்டு இருக்கும் அதனாலதான் வீர கலைகள் இடதுகாலம் அப்ப இடது காம்புல பால் குடித்த ஒவ்வொரு ஆண் குழந்தையும் வீரத்தோடு வளர்ணுங்கிறதுக்காக ஆண்களுக்கு இயல்பு கிடையாது ஊற்றணும் தாய்ப்பால் மட்டும் நம்ம அப்படி கொடுக்கல பசுமாட்டிலிருந்து பால் கடந்தா கூட மொத்தம் நாலு காம்பு இருக்குது பசுமாட்டுக்கு இரண்டு காம்புகள்ல கண்ணுக்குட்டிக்காகவும் இரண்டு காம்பு குழந்தைகளுக்காகவும் வச்சிருக்கோம் நம்ம அப்ப ரெண்டு காம்புல தான் பால் கறப்பாங்க அந்த ரெண்டு காம்புல பால் கறந்தா கூட இடது பக்கம் இடது காம்புல பால் கடற்கிற்கு மட்டுமே உண்டு ஒரு குழந்தைக்கு இடது பக்கம் இடது காம்புல பால் கடந்து வைத்தவர்கள் முன்னோர்கள் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பசு பால் கறந்தாலும் சரி எந்த மாட்டுல பால் கறந்தாலும் இடது பக்கம் தான் உட்காந்து கறப்பாங்க வலது பக்கம் உட்கார மாட்டாங்க அப்படி ஒவ்வொரு தருணத்திலும் இந்த சமூகம் மிகப்பெரிய அறிவு வைத்திருக்கு அப்படி இடது காம்பல பால் குடித்த ஒரு ஆண் குழந்தை நமக்காக ஆற்றலை வெளிப்படுத்த போகிறது இதோ இந்த மண்ணின் வீரம் ஆனால் குழந்தைகளை வளர்த்தக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டை பின்னோக்கி போய் பார்த்தோன்னா எந்த குழந்தையும் வளர்த்தல வளர்ந்துச்சு அப்போ வளர்த்துறதுக்கு வளரத்துக்கு என்ன மாறுபாடு அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வளர்த்தணும் அப்படின்னா எல்லாரும் நம்ம தான் அவனை வந்து வழிநடத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம சொன்ன ஆர்டருக்கு வளர்த்துகிறவன் தான் வளர்த்துறவன் எந்த ஆர்டர் இல்லாமல் ஒருத்த வளரணும் அப்படின்னா வாழணுன்னா அது வளரணும் அப்படி கலைகள் சார்ந்து குழந்தைகள் வளர்த்தப்படுவதில்லை அது வாழப்படுவது அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கவனிச்சு பெரும்பான்மையான பேரை அப்பா அம்மா கூட்டிகிட்டு பனிக்கூடம் போயிருக்க மாட்டாங்க அப்பா அம்மா ஒரு இடத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு நீச்சல் பழகி இருக்க மாட்டாங்க எதையுமே அப்பா அம்மா கூட்டிகிட்டு அவனா பனிக்கூடம் முதல் நாள் மட்டும் காட்டினா போதும் அவனா பையன் தூக்கிட்டு பனிக்கூடம் போயிருப்பான் அவனா இந்த ஊரை சுத்தி இருப்பான் அவனா சைக்கிள் ஓட்டிருப்பான் அவனா நீச்சல் அடிச்சிருப்பான் எல்லாமே அவனே செஞ்சிருப்பான் அப்போ யார் அதை கத்துத்தருதுன்னா சக தோழர்கள் தான் கத்து தராரு சக குழந்தைகளே இன்னொரு குழந்தைய கத்துக்கும் அப்படி கத்துக்கும் போது மட்டும்தான் இருக்கு அப்படி எல்லா இடத்திலும் பார்வையின் மூலியமா கத்துக்கிட்ட ஒரு பண்பு அந்த பண்பு தான் கலைகளாகவும் இருக்கு முதல்ல எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வேற கம்பு சுத்திரதார நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்க பாத்திர வேண்டாம் கம்புங்கற அவ்வளவுதான் ஒரு கலை மூன்று ரகையான தன்மை உலகத்திலேயே எவங்கிட்டையும் கிடையாது எல்லாரும் ஆட்டக்கலைகள் வேறு விளையாட்டு கலைகள் வேறு சண்ட கலைகள் வேறு ஆட்டக்கலை சண்டைக்கு பயன்படாது சண்டைக்கலை ஆட்டத்துக்கு பயன்படாது விளையாட்டுக்கு பயன்படாது ஆனா ஒரே கலை மூன்று வகையான அறிவு சிலம்ப விளையாட்டு சிலம்ப சண்டை சிலம்ப உன்னை எடுத்து அப்படின்னா உன் மனநிலை என்னவா இருக்குது அதுக்கு அப்படி அது பயன்படும் சிலம்பம் வச்சு மகிழ்ச்சி ஆடலாம் நண்பர்கள் சேர்ந்தா விளையாடலாம் கோவம் இருந்தா சண்டையிடலாம் அப்படி மூன்றுக்கும் பயன்படுத்துவதுதான் சிலம்பங்கிறது ஆற்றல் மிக்க ஒரு பொருள் அடுத்தது நம்ம பார்க்கறது பறை இந்த மண்ணின் ஆற்றல் மிக்க இசை உலகத்தில் எவகிட்ட இப்படி இசை கிடையாது இசை கருவி கிடையாது போறோம் எந்த கலையும் சாதி சார்ந்தது அல்ல இது மனிதன் வாழ்வில் சார்ந்தது முதல்ல அதை உடைச்சி எடுக்கிறது தான் இந்த இடத்துக்கான நோக்கம் இன்னைக்கு நண்பர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கலைகளை இங்க எடுத்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முதல்ல அங்கிருந்து நம்ம அதை உடச்சிட்டுமா போதும் எல்லாத்துக்குமானது அப்படின்னு கலை வந்துருச்சு அப்படின்னாவே நாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படிதான் பறைங்கிறது ஏதோ ஒரு சாரா ஆட்டமாவோ இசையா பாத்திர வேண்டாம் பறைங்கிறது பறப்புதல் முதல் செய்த பொருட்கள் பறைதான் வரைய உலகத்துக்கு பல்வேறு வகையான செய்திகளை கொண்டு போயிருக்காரு முன்னோர்கள் அப்படி பார்க்கும்போது இது குறிஞ்சி நிலம் நிலங்களை ஐந்து வகையாக பிரித்தவன் தமிழன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து நிலம் ஐந்து நிலங்களுக்கும் ஐந்து வகையான வாழ்வில் இருக்கு அந்த வாழ்வில் இருக்கு திருவிழா திருமணம் மக்களை ஒன்றுபடுத்துவது இறப்பு சடங்கு இந்த அஞ்சுக்கும் ஒரே வகையான சத்தம் இல்லை நம்ம பறை சத்தம் இறப்பு சத்தமா பாத்திரம் இறப்புக்கு மட்டும் கருவி அல்ல இறப்புக்குன்னு தனிச்சத்தம் இருக்கு திருவிழாக்கான சத்தம் வேறு திருமணத்துக்கான சத்தம் மக்களை ஒன்றுபடுத்த சத்தம் இந்த அஞ்சு நிகழ்வு சார்ந்த சத்தத்தையும் தனித்தனியாக அப்படி நாம எடுக்கிற ஆற்றல் மிக்க ஒரு பறை இசையோடு நாம் அடுத்த நிகழ்வுக்கு போறோம் பறைங்கிறது பரப்புதல் முதல் செய்து முக்கிய பறை நமக்காக நீங்க அமெரிக்க நம்மடைய கருவிகள் தான் அப்ப ஒரு கருவி யாருடையுமே கிடையாது எல்லா பக்கமும் எல்லா வகையான ஆயுத முறைகள் இருக்கு சொல்வாள் ஒரு ஆயுதம் எந்த தமிழர்களுடைய கத்தியால காயம் காய உடனே சுருவாழ காயம் காயம் ஏன் அப்படின்னா கத்தி வெட்டிப்பட்டு வந்துடும் சுருள் வாழ என்ன பண்ணிச்சு அங்க இருக்கிற கதியரும் அவன் சண்டைக்கு வர ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுக்காக உருவாக்கப்பட்டதான் விளையாட்டுங்கிறது அந்த முறைங்கிறது ஆறாத காயங்களை உருவாக்கி போரை முடிவு கொண்ட ஒரு இனத்தின் அடையாளம் நாம பாக்கிற அடுத்த கலை சுழ்வாழ் விளையாட்டு மாறுபாடு பயன்படுத்திருக்கிறது ரொம்ப நொப்பம் வேணும் ஆயுதம் வச்சுக்கிறவங்களும் தாக்கலாம் அதை பார்க்கும் போது இரண்டு சுருவாலை ஒரே நேரத்தில் எப்படி கையாள் முதல் குழந்தைக்கு கிடையாது கிடையாது முதல் குழந்தை காமத்தின் அன்பு இருக்கு ஒரு கேள்வி வரும் காமத்துக்கு அன்பு எங்க மாறுபடுது முதல் ஒரு பெண் திருமணம் பெண் அவளை ஒரு ஒரு மாதத்துல திட்டமிட்டு அப்பட்டு அந்த ஆடு கோழி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பெண் வெளியே வரும்போது அந்த மனம் தவிக்கிற தவிப்பு இருக்கு பாருங்க உலகத்துல எப்பயுமே அந்த தவிப்பு அந்த சூழல்ல தான் அந்த பெண் திருமணமாயி அந்த கணவன் வீட்டுக்கு போறான் அந்த நேரத்தில் உருவாகிறத அந்த முதல் கருவுங்க இவ்வளவு தவிக்கிற பெண்ணை எப்படி கட்டுப்படுத்துல பிறகு ஆற்றல் கிடையாது அதே இரண்டாவது குழந்தை எப்படி பிறகு ஒரு இரண்டாவது குழந்தை பிறகு மூணு ஆண்டுகள் ஆயிரும் அந்த பெண் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு இரண்டு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறகு அப்படின்னா அந்த வீட்டுடைய சூழல் ஒட்டு மொத்தம் அந்த பெண்ணோட கைக்குள்ள வந்துடும் அந்த பெண் சொன்ன அந்த வீடு கேட்கற அளவுக்கு வந்துடும் தொடர்புல இரண்டாவது குழந்தை பிறக்கும் போது அந்த பெண்ணுடைய கைக்குள் இருக்கும் அந்த நேரத்தில் காமமிடைய அன்புடைய அந்த அன்பின்பால் பிறகு குழந்தைக்கு தனிச்சைங்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் சரி இந்த முதல் குழந்தை தனிச்சைங்கிற ஆற்றல் இல்லை அது எப்படி தனிச்சுங்கிறது அப்படின்னா அப்பதான் சொல்றான் எப்பெல்லாம் முதல் குழந்தை தனிச்சு இங்கிலியோ அப்ப ஒண்ணுமே பண்ண அந்த குழந்தைகளை அழகா திட்டமிட்டிருக்காங்க முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு முதல் பிறந்த பெண் குழந்தை கிடையாது குழந்தை பிடிக்கும் இன்னைக்கு என்ன எல்லார வீட்லயும் ஒரு வீட்டுல பத்து பதினஞ்சு குழந்தையின் அறிவு மொத்த குழந்தையா குழந்தைய பிறக்கமடைந்தது வழி ஆற்றனால இருக்காந்து இருக்குது இந்த இடத்துல திட்டமிட்டு எதிர்த்தியா பண்ணுது குழந்தைகள் இவர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஆற்றலாக மாறுவார்கள் அப்படிங்கறது சந்தன வலிப்பு சந்தனம் இருக்கும் உடம்பு பூரா தேய்ச்சிருவாங்க நிரப்பணும் அப்படி ஒரு கத்தி விளையாட்டு அந்த விளையாட்டை நம்ம குழந்தைங்க சந்தனம் இல்லாமல் செய்ய ஒண்ணு ஒரு உடம்புல யாரையும் தாக்காம நம்ம உடம்புல தாக்க வந்தா அந்த உடம்புக்கு வர ஆயுதங்களையும் தாக்குதலையும் எப்படி தடுக்கிறது அப்படின்னா ஒரு கத்தி உடம்பை சுத்தியே இருந்துட்டு இருக்கும் எது வந்தாலும் உடம்புல படாது அப்படி ஒரு விளையாட்டு நமக்காக கத்தி சுற்றி ஒரு நீளமான விளையாட்டு அலங்கார விளையாட்டு மிகச்சிறந்த ஒரு போர் முறை கலைகள் ஆயுதமாக பயன்படுத்திருக்காங்கன்னா வெறும் கட்டையை நம்ம ஆயுதமாக கேடையமாக பயன்படுத்தணும்னா கத்தியால் வெட்டம் போகாது கட்டை வெட்டுப்படுறோம் ஆனால் கொம்பு வெட்டுப்படாது வெறும் சில்லு மட்டும்தான் போகும் அதுக்காக தான் இன்னைக்கு நிறையா நமக்கு மூலப்பொருள் இருக்கு நிறைய நம்ம இரும்புகள் எடுத்து ஆயுதங்களை உருவாக்கிற முடியும் அன்னைக்கு என்னென்னா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் என்ன கிடைக்கிதோ அதை எடுத்து நம்ம ஆயுதங்களை பயன்படுத்தணும் அப்படி நம் முன்னோர்கள உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னா ஒரு கருவி இருக்குன்னா அதுதான் கொம்பு பல்வேறு வகையான கொம்புகளை எடுத்து ஆயுதங்களை கேடமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு கொம்பு விளையாட்டை நம்ம பார்த்தலாம் அடுத்தது மட்டும்புறோம் நிலத்தின் மிக முக்கியமான ஒரு ஆட்டம் இந்த ஆட்டத்தை சார்ந்தோம் முதல்ல காடுகளை பார்வையிடுவது வரப்பு வெட்டுவது வீசுவது நாத்து நடுவது உரம் தோறது பறவைகள் பறப்பது காத்துக்கு பொம்மை அசைவது நெல் அறுப்பது அடிப்பது தூத்துவது மூட்டை பிடிப்பது மாட்டு வண்டியில் ஏத்துறது விற்பனை கொண்டு போறது காட்சியா காட்ட போறாங்க ஒரு வேலை ஒரு ஆறு மாதத்த வேலைய ஒரு ஆறு நிமிஷம் ஆட்டமா காட்ட போறாங்க இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள ரெண்டு அறிவு இருக்கு அந்த ரெண்டு அறிவு என்ன அப்படின்னா இந்த விவசாய காடுகளுக்குள்ள பொம்மை வைக்கிறாங்கல்ல வேற எங்கேயாச்சும் தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயாச்சும் வைக்கிறாங்க பார்த்துக்குங்களா தமிழர்கள் மட்டும்தான் பொம்மை வைப்பாங்க உலகத்தில் விவசாயத்துக்கு பொம்மை வைக்கிற மரபு தமிழருக்கு மட்டுமே உண்டு உலகத்தில் யாருக்குமே கிடையாது ஏன் பொம்மை வச்சுருப்பான் அப்படின்னா நினைக்கிறேன் நம்ம என்ன நினைக்கிற திருஷ்டின்னு சொல்கிறோம் நமக்கு மேலே உலகத்தில் ஒரு திருஷ்டி கிடையாது தமிழ் மனுஷன் தான் திருஷ்டியே அப்போ அவன் எதுக்காக வச்சிருக்கான் அப்படின்னா தாவரத்துக்கு மனிதருக்கு நெருங்கிய உறவு இருக்குது தாவரம் அதிகமான பச்சையத்தை எப்படி பெறுது அப்படின்னா மனிதருடைய சுவாசலேருந்து தான் பெறுதுங்கிறான் எப்போ காட்டுக்குள்ள ஆளுடைய நடமாட்டம் இருக்குதோ தொடர்ச்சியா ஒரு காட்டுக்குள்ள இல்ல இந்த மரத்தை எப்படி தண்ணி இல்லை ஒன்றும் இல்லை இந்த மரம்லாம் எப்படி இவ்வளோ ஆட்டலாம் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பெரும் கூட்டம் ஒன்று கூட்டிக்கிட்டே இருக்கு எந்த மரத்துக்கிட்ட மக்களுடைய பயன்பாடு இல்லாமல் இருக்க அந்த மட்டம் அந்த மரம் ரொம்ப சோர்வா இருக்கும் பெருசாக வளர்ச்சியை பெறாது அப்ப மனிதனுடைய சுவாசலேருந்து தான் தாவரம் அதிகமான பச்சையத்தை பெறுதுங்கிறத உலகத்துக்கு முதல் முதல்ல சொல்லி கொடுத்து தமிழை அப்ப என்ன பண்றான் காட்டுக்குள்ள ஆள் ஒரு பத்து நாள் வேலை செய்வான் இன்னொரு பத்து நாள் அடுத்த காட்டுக்கு அப்ப இதுக்கான வாசம் வேணும்ல மனிதனுடைய வாசம் வேணும்ல அப்பதான் இவன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த காட்டுக்கு ஒரு ஆள் சொந்தக்காரன் இருப்பாங்கல்ல அவங்களோடைய அழுக்கு சட்டையும் வேட்டியும் கழிச்சி ஒரு பொம்மை ஒன்று தயார் பண்ணுவாங்க வைக்கப்படலாம் போட்டு ஒரு பொம்மையை கட்டி பண்ணுவாங்க அந்த பொம்மையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா துவைச்ச வேட்டி சட்டையெல்லாம் கட்ட மாட்டாங்க அழுக்கு சட்டையும் வேட்டியும் கட்டுவாங்க ஏன்னா அந்த மனுஷனுடைய காத்து அந்த வாசம் அந்த சட்டையிலையும் வேட்டிலையும் இருக்குவாங்க இதை எந்த திசையில் நோக்கி காத்து வருதோ அந்த இடத்துல இந்த பொம்மையை வச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்னாகும் தாவரத்துக்கு காத்து போயிட்டே இருக்கும் தாவரத்துக்கு நுகர் தன்மை இருக்குதுங்கிறத சொல்லி தான் உலகத்துல யாருக்கும் கிடையாது தாவரத்துக்கு நுகர் தன்மை தான் ஆளுநாலும் தாவரம் நம் முன்னோர்கள் பொம்மையை வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு விவசாய காடுகள் பொம்மை வைக்கல நாம கட்டடத்துக்கு பொம்மை வைக்கிறோம் தாவரம் வளர்றதுல ஒரு அறிவு இருந்தது அறிவியல் இருந்தது கட்டடம் எப்படி வளருதுன்னு தெரியல ஆனா அதுக்கு பொம்மை வைக்கிறவங்கள மாறிட்டோம் கட்டடத்துக்கு பொம்மை வைக்கிறத எடுத்துட்டு விவசாய காடுகளுக்குள் பொம்மை வச்சுட்டோம் அப்படின்னா அதிகமான மகசூல் கிடைக்கும் இந்த மக்கள் விவசாயம் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய இடத்த சென்றடைவாங்கிற ஒரு அறிவு அது கொடுத்துருக்கு அதுதான் பொம்மை வைக்கிறது அதே மாதிரி பறவை ஒன்னு பறக்கும் விவசாய காட்டுக்குள் நெல் விவசாயம் பண்ற காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழர்கள் வளர்த்துல ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது ஆந்த ஆந்த தான் நம்ம முதல் முதல் வளர்த்துல பறவை இன்னைக்கு நம்மளை வச்சு ஆந்தை அழிச்சுக்காடு ஆந்த கத்துன்னு ஆகாதுன்னு சொல்லி நம்மளை வச்சு எங்க ஆந்த கத்துனாலும் அதை குறைச்சி குறைச்சி கொண்டுறது ஏன் ஆந்தையை வளர்த்திருக்கிறான் அப்படின்னா எலிகளை கட்டுப்படுத்துற ஆற்றல் ஆந்தைக்கு மட்டும்தான் இருக்கான் உலகத்தில் எதுக்கும் கிடையாது ரொம்ப எலி ரொம்ப ரொம்ப மைட்டான ஒரு சின்ன சத்தமும் அசைவம் கூட எலி காணாத போயிடும் சத்தமே இல்லாத பறக்கிற ஒரு பறவை இருக்கு அப்படின்னா அது ஆந்தை மட்டும்தான் அப்ப ஆந்தை அப்படின்னா மத்த பறவை மாதிரி பறந்துக்கிட்டு வேட்டையாடுற பறவை இல்லை உட்காந்து வேட்டையாடுற பறவை அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்கங்க மூங்கில் பறனை அமைப்பாங்களாம் இந்த பறனை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் காடுகளாக இருக்கும் பறனை வச்சிருப்பாங்க அந்த பறனைக்கு மேலே அந்த ஆந்தை உட்காந்து எலிகளை வேட்டையாருன்னு ஒரு ஆந்தை ஒரு நாளைக்கு பதினாறு எளிகளை கொள்ளுதான் ஒரு ஆந்த ஒரு நாளைக்கு பதினாறு எலிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் ஆந்தைக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறோம் அப்போ ஆந்தைகளை வளர்த்துற ஒரு சமூகத்தின் ஆற்றல் இந்த கலைகள் மூலிமா வெளிப்படுத்த ஒவ்வொரு ஆட்டமும் நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க தெரியும் முதல்ல காடுகளை பார்விடுவது அவங்களோட அசை பார்த்தீங்கன்னா கார்களை பார்விடுற மாதிரி இருக்கும் சமைச்சி சாப்பிட்டாச்சு எல்லாரும் ஒன்று கொண்டு அதை வெளிப்படுத்திட்டுருக்காங்க வீட்டில் நம்ம கஞ்சி குடிக்கிறதா தான் நம்ம மட்டும் குடிச்சிக்குவோம் எப்போல்லாம் தரிசோற ஆக்கிறப்போ அப்போல்லாம் நாலு பேர்த்த கூப்பிட்டு போடுவோம் ஏன்னா விருந்துங்கிறதே கறி ஆக்கிறதான் வேறு ஒன்றும் இல்லை எல்லாரும் விருந்தவங்களுக்கு குடித்து வெளியே போகிறாங்க என்ன வா காரணத்துக்காகதான் செய்யப்பட்டிருக்க பொழுதுபோக்கல்ல பொழுதை பொருளுதா தான் கலைகளுக்கான நோக்கம் ஒவ்வொரு பக்கமும் எல்லாத்துக்கும் உணவு ஏற்பாடு பண்ணிருக்கு பத்திக்கிறா நீங்க வேட்டா சொன்னா நிறுத்திடலாம் செய்யலாமா முடிச்சுக்கலாமா சரி அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு சாவடி இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சாவடியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அறிவுகளை கடத்துவது கதை சொல்வது கதை சொல்வதும் கதை கேட்பதும் தான் ஒரு சமூகத்தின் அறிவு கேள்வி கேட்பதல்ல இன்னைக்கு எல்லாரும் நம்ம என்ன கேள்வி கேட்கறவங்களாம் மாற்றிட்டு இருக்கிறோம் குழந்தைங்க கதை கேட்கறோம் எங்க போனான் அதை சொல்றவன் எங்க போனான் அப்படின்னா நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கதை சொல்லணும் பதினஞ்சு வயதுக்கு உள்ளே கதை கேட்கணும் இப்படி ஒரு அறிவு இருந்துச்சு இந்த அறிவை முதல்ல மலுக்கிட்டாங்க நம்ம இடத்துல இருந்து இதை காலி பண்ணிட்டாங்க எல்லாருமே மீண்டும் அதை மறுச்சுழற்சியில் கொண்டுவர இந்த கொங்கம் அறக்கட்டளை நோக்கம் இங்க இருக்கும் அத்தனை பேத்துக்கும் கதை சொல்றவனு வேணும் ரெண்டு பேர்த்தையும் ஒன்றுபடுத்துவது ஒரு தாத்தன பாட்டியோட இருந்த அந்த சமூகம் எங்க போச்சு அப்படின்னா இல்ல எந்த வீட்டுலயும் தாத்தா இல்ல பாட்டல் பாட்டி இல்ல ஆயா இல்ல எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா இங்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு எங்கூர் பக்கம் இல்ல முதல்ல குடும்பம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இருக்கணும் இது குடும்பம்னிதனு இருக்கு மண்ணுக்கும் தொடர்பு இருக்கு இன்னைக்கு வாழவே இல்லை இந்த இடம் தான் இருக்கு தினம் காலையில மண்ணுல வாழ்ந்த அப்படின்னா மண்ணுல வராத எதுவும் வாழாது அப்ப நாமெல்லாம் குழந்தைகளை மண்ண இயல்புலயே பால் பிடிக்கிறது எல்லாமே மண்ணை திங்கும் குழந்தைகளை விட்டு பாருங்க வாயிலு போட்டு மண் எதுக்கு அப்படின்னா உடம்புல எப்பெல்லாம் அதிகமா அப்பெல்லாம் மண்ணை சாப்பிட்டோம் நச்சு காலி ஆயிரும் அதுக்காக தான் மண்ணை சாப்பிட்டு இருக்காங்க மண் சோர் சாப்பிடுற ஒவ்வொரு கோயில்கள் படிகள்ல உட்காந்து யாருக்கெல்லாம் நோய் அவங்களுக்கு கடைசி முயற்சி அது அப்படின்னா எல்லா மருத்துவத்தையும் நீங்க எடுத்திருக்க கரை எந்தோய் கட்டுப்படுத்துதோ அப்ப ஒரு மண் வருவா தான் அந்த மண்ண தேடிதான் எல்லா உயிரினும் வருமா அந்த வீட்டுல போதும் உரடையை எடுத்து முழுஞ்சிடு தண்ணி குடிச்சு முழுங்கிட்டு போதும் உடம்புல இருக்க நச்சு பூரா காலி பண்ணிக்கிட்டே வந்துடும் அதுதான் மண் சோற்று சாப்பிட்றது மண் திக்கிற பழக்கம் இருந்துச்சு ஆட்டாங்கள் அம்மிகள்லாம் இருந்துச்சு நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கும்போது மண்ணை தின்னுட்டு தான் இருந்தோம் இப்போ ஆட்டாங்கல் அம்மிகளும் இல்லை மண் திங்குறதே இல்லை கல்லீரலுக்கும் மண்ணீர்களுக்குமான தொடர்பு துண்டிச்சிருச்சு அந்த மண்ணோட தொடர்பு ஒரு விளையாட்டுக்கு நான் காரணம் அறிவு கலை என்ன சொல்லுது வாழ்வு அறக்கட்டளை கலைத்தாய் அறக்கட்டளை நோக்கமே இது இரண்டும் இணைந்து இந்த பாரம்பரிய கலைகளுக்கான அமைச்சகமா இந்த இடத்தை நாம் உருவாக்கி அதுவும் ஒரு முருகன் கோயிலுக்கு முன்னால இந்த நிலத்தின் அடையாளம் வழிபாட்டுக்குள்ள மூன்று வகையான வழிபாட்டை நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க ஒன்று சிறுதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடு இந்த மூணு என்ன சொல்லுது அப்படின்னா கலை என்ன சொல்லுதுன்னா சிறுதெய்வ வழிபாடுங்கிறது ஆயுத கிடங்குகள் ஒவ்வொரு சிறுதை வழிபாடு என்ன சொல்லுதுன்னா ஆயுத கிடங்குகளாக தான் நம்ம வச்சிருக்கிறோம் என்ன நீ வேண்டுதல் வைக்க போற அப்படின்னா கத்தி அடிச்சு வைக்கிறேன் வேலை அடித்து வைக்கிறேன் சூரிய அடிச்சு வைக்கிறதா வேண்டுதல் பூஜையே வந்து சாமிக்கு நடக்காது ஆயுதங்களுக்கு தான் நடக்கும் ஆயுதம் பெட்டி வச்சு பூட்டி வைக்க மாட்டாங்க நேரத்துல சும்மா குத்தி வச்சிருப்பாங்க ரோட்ல இருக்கும் ஆயுதம் ஊருக்கு ஒரு பரவாயில்ல தூரத்தில் இருக்கும் எதுக்கு அப்படின்னா எப்பெல்லாம் மக்களுக்கும் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஓடுற தூரத்தில் இருக்கணும் எடுத்த ஒன்று ஒரு தனிய ஒருவன் வீட்டில் ஆயுதங்களை வச்சுக்க முடியாது ஒவ்வொரு வழிபாட்டின் வழியாக சிறுதை வழிபாட்டின் வழியாக ஆயுதங்களை சேகரிச்சவர்கள் நம் முன்னோர்கள் ஆயுத கிடங்குகளா தான் நம்ம சிறுதை வழிபாட்டை அதே பெருதெய்வ வழிபாடுங்கிறது தானிய கிடங்கு தானியங்களை ஏன்னா ஒரு பக்கம் வேட்டை சமவம் இன்னொரு பக்கம் விதை ஒரு பக்கம் வேட்டையாடி சாப்பிட்டு தானியங்களை பாதுகாக்கணும் நம் சமூக விதை விதைகளை பாதுகாத்து இருக்கு அப்படின்னா அதுதான் பெரு கோவில் கோபுரம் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதோ அதெல்லாம் விதை பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது எங்கெல்லாம் காடுகளுக்குள்ள ஆயுதங்களை வைத்து அதெல்லாம் ஆயுதங்களை பாதுகாக்கிறது இதுதான் இரண்டும் குழந்தை வழிபாடு ஆயுதங்களையும் விதைகளையும் பாதுகாக்கிறது ஒரே குழந்தை வழிபாட்டுக்குள்ள ஒரு பக்கம் வேட்டையாருப்பான் இன்னொரு வழிபாடு அடிப்படை ஆதாரமே இந்த துப்பாக்கி அதுக்கு முன்னுண்ட கண்டுபிடிக்கிறாங்க ஆயுதம் எதுனா வீசுண்டு கல்குண்டு எப்படி போர்க்காலத்தில் தட்டுக்கள் வச்சு சுத்தே இருக்கு சந்தேகம் தான் வாழ்க்கையை என்ன பண்ண எதை செஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது நம்பிக்கை இல்லாத தனது நம்மட்டோம் எல்லாத்தையும் நம்பணும் அப்படின்னா இதுக்குள்ள என்ன இருக்கு கூலையில என்ன கண்ணு தண்ணி நிறைய இருக்கு இந்த தண்ணி எப்படி கீழே சிந்தாம இருக்குன்னு பாத்தலாமா சரி தண்ணி கேள ஓடியாங்குறேன். உப வேண்டாம். மறுபடியும் தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஒட்டறல இல்ல. அதே மாதிரி எலும்பின் பழத்தை ஒட்டறல வைக்கல. சும்மா தான் இருக்குது. அ அணிகல்லே சிறந்த கனி எதுனா எலும்பின் கனி தான். ஏனா தினமும் ஒரு நேரம் நாம எலும்பின் ஜார தண்ணிலே விட்டு உப்பு சக்கரைய போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தா அப்படினா, கொடம்பல ரத்தபூதுவையே வராதா? இரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு? எலும்பின் ஜாருக்கு தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு எலும்பின் பழத்தை நாம சாப்றது விட்டுட்டு அரிசி ரொட்டல போட்டுட்டுกรோம். தலையை சுற்றது அறுத்து போறது தகப்ப துணவி அதை பார்க்கறது பயங்கர இருக்கு அப்ப ஏன் அதை பண்ணணும் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னா ஒரு உழைப்பை கேவலப்படுத்துறவங்களா நம்ம மாறிட்டோம் ஒரு எலுமிச்சம்பளை நம்ம கிடைக்கணும் அஞ்சு ஆண்டுகள் ஒரு விவசாயி அதை உற்பத்தி பண்ண வேண்டும் ஒரு தேங்காய் நமக்கு கிடைக்கணும்னா பத்து ஆண்டுகள் ஒரு விவசாயியோடைய கடுமையான உழைப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு தேங்காய் எலுமிச்சம்பளம் இல்லாத தெருவுல கிடக்குது ஒரு உழைப்பை நாமளே ஒரு உழைக்கும் மக்களுடைய ஆற்றல்விக்கு ஒரு சமூகம் உழைப்பை கேவலப்படுத்திட்டு அப்படி யாருமே செய்யக்கூடாது அது உணவு பொருள் உணவு பொருளை பொருள் வரவேற்கிறதுக்காக மேல மட்டும் எடுத்துட்டு தேங்காய் இருக்கும் அந்த மட்டையோட கொடுத்து அழைக்கிறோம் வரவேற்கிறோம் அவனுக்கு தேங்காயோட உன்னதம் முடிஞ்சிருக்கு நமக்கு தேங்காய ரொம்ப எளிமையா கிடைக்குது அதுக்கான உண்ம உன்னதம் நமக்கு புரியல அப்படி ஒரு எலுமிச்சம்பலத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த சமூகத்தின் ஆற்றல் மிக்க ஒரு கனியை வைத்து அது எப்படி கீழே விழுகாம இருக்கு அப்படிங்கறத பார்த்தலாம் பார்த்திடலாமா ஒன்னு நினைச்சிருக்கே முன்னோர்கள் மாரிங்க மூணு வகையான அறிவை பயன்படுத்திருக்காங்க ஒண்ணு நெருப்பு நெருப்பை பாதுகாக்கிறது பெண் சாமி தான் நெருப்பு இன்னொரு பக்கம் என்ன பாதுகாக்கிறது மாரி பார்த்தேன் எந்த கோயிலுக்கு போறவங்க என்ன வேணாலும் கொண்டு போலாம் மாரி கட்டாயம் எல்லாரும் என்ன கொண்டு வரணும் ஒரு குடம் தண்ணி கொண்டு வரணும் தண்ணி கொண்டு வந்து எங்க ஊத்துறாங்க எல்லாரும் கம்பத்துக்கு ஒரு மூணு கவ இருக்கெருப்பு அணைஞ்சிடும் அந்த நெருப்பு சட்டி மேல என்ன இருக்கு தீ பிடிச்சிடும் அப்ப பச்சை கம்பத்தை வச்சுட்டா வைப்பாங்க அந்த பச்சை கம்ப என்னாகும் நெருப்பு பிடிக்காது இன்னொன்னு காஞ்ச கம்பத்துல தண்ணி ஊத்திடின்னா தண்ணி வாங்கி தெரியாது கம்பத்துக்கு அப்ப என்னன்னா பச்சை கம்ப தண்ணி வைக்கும் போது மேல நெருப்பு இருக்கு இந்த வரம் காய்ச்சி தீபிடிச்சு மேல தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க ஒரு கால்வாய் அமைச்சிருப்பாங்க எங்க கம்பத்துக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் கோயில் கணக்கு இருக்கும் அந்த கோயில் கணத்துக்குறாங்க எடுக்கிற தண்ணிக்கு ஒரு லட்சத்தின் இருக்கும்ல ஒரு இடத்துல இருந்து எடுத்தா ஒரு தண்ணி ஒரே சுவையில் இருக்கும் ஊரு பூரா எல்லா பக்கம் இடத்துல எடுத்துட்டு போகணும் வேப்பலையும் மஞ்சளையும் உள்ள போட்டு வேப்பலையும் மஞ்சளையும் உள்ள போட்டோம்னா என்ன ஆகும் தண்ணியோட நச்சுத்தன்மை போயிடும் ஒரே சுவைக்குள்ள கொண்டு வந்துரும் அப்ப எல்லாரும் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த தண்ணி எங்க போகுது கம்பத்து குத்த தண்ணி எங்க போகுது போகுது கோயில் கிணறு ஒரே சமூகம் தமிழ் சமூகம் தான் உலகத்துல எங்கேயும் கொண்டாடுற ஒரே ஆள் யாரு அப்படின்னா தமிழர்கள் மட்டும்தான் நீர் மேலாண்மையை எப்படி முன்னெடுத்திருக்காங்க எங்க <cin measurements> மழை வர வச்சிருக்கான் வானவெடி வைக்கும் போது என்னன்னா மேல் அதிர்வு உருவாகும் அதிர்வு மூலயமா அந்த இடத்துல மேகம் கூடும் அந்த இடத்துல மழை வந்துடும் சரி இதுக்கும் மழை வரல அப்படின்னு அடுத்து என்ன பண்றாங்க எ ஆடு மாடு கோழி இருக்கிறாங்க இல்லையா இயற்கையை வசப்படுத்துறோம் இயற்கையை வசப்படுத்துறான் ஒரு நம்பிக்கை மக்களோட எண்ணத்துக்கு மழை எல்லாரும் சேர்ந்து இந்த வேலை சிட்டு நல்லா போகணும் நினைச்சா நல்லா போகும் நல்லா போகாதுன்னு நினைச்சா என்னாகும் எல்லாரும் சேர்ந்து நினைச்சு என்ன ஆகும் வேலைக்காக அப்ப எல்லாரும் சேர்ந்து எதை நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் அந்த எண்ணத்தை ஒன்றுப்படுத்துவது எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு எண்ணத்துக்கு மழை நினைச்சா அதுக்கும் இயற்கை வேட்டு வைக்கிறது மூணாவது என்ன பண்ணி படி கொடுக்காது நாலாவது மக்களை எல்லாம் ஒன்னா நினைக்க வைக்கிறது எல்லாரும் சேர்ந்து மழை நினைச்சுமா மழை வந்துடும் எல்லாரும் நினைக்கலாமா மழை நினைக்கலாமா நீ நினைச்சி மழை வந்துடும் எத்தனை கிணறு இருக்கும் ஒவ்வொரு கோயில் கிணறு இந்த கோயில் கிணறு தண்ணி குடிக்கிறது கோயில் கிணறு கிடையாது உடம்பு சரியில் என்ன பண்ணுவாங்க குடிதண்ணி இல்லைன்னா நீங்க தான் கூட பேசணும் பாப்பா குடிதான் என்ன ஆகும் நீரைரிக்கிறது கோயில் நீரை பருகுவதுல இறங்குதா பதினைஞ்சு நாள் தண்ணி வந்து இறங்கிட்டே இருக்கும் இந்த பதினைஞ்சாவது நாள் அந்த தண்ணி எவ்வளவு இருக்கு எப்படி பாக்கிறது இறங்கக்கூடாது ஆனா தண்ணியோட நீர் பண்ற நமக்கு தெரியணும் எப்படி பாப்பாங்க அந்த கம்பம் இருக்கு ஒரு ஆள் உயர்ந்து கம்பம் வச்சிருப்பாங்க ஒரு கிணத்துல தண்ணீர் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த கம்பத்தை எங்க போடுவாங்க கிணத்துக்குள்ள போடுவாங்க கம்ப ஈரமா இருக்கா பச்சை கம்பமா இருக்கா மூணு கவையோட இருக்கா உள்ள போட்டோன்னு என்ன ஆகும் அந்த கம் தண்ணிக்குள்ள போய் இந்த கம்பம் என்ன ஆகும் குத்திரும் குத்துன உடனே கம்ப முழுகுதான்னு பார்ப்பாங்க எல்லாரும் டெட்டி பார்ப்பாங்க கம்பம் முழுகிருச்சுன்னா அந்த ஊர்ல பஞ்சம் கிடையாது முழுகிருச்சுன்னா ஊர்ல பஞ்சம் இல்லை பஞ்சம் தீந்திருச்சு எல்லாம் அங்கேயே இருக்கலாம் கம்பம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே இந்த ஊருக்கு பஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க அந்த மக்கள் அறிவிச்சு எல்லாரும் அப்போதான் மூட்டை முடிச்சுன்னா எடுத்துக்கிட்டு தங்கள் வேலைக்குவங்க ஒரு ஊருக்கு வெளியில அப்படி இந்த சமூகம் ஒரு நீர் மேலாண்மையை மாரியம்மன் கோயிலுங்கிற ஒரு வேலை திட்டத்தின் மூலயமா முன்னெடுத்திருக்காங்க இன்னைக்கு நான் பாக்கிறேன் நிறையா கோயில்கள்ல கம்பத்து கூத்தர் தண்ணி புற டிச்சில் போயிட்டு இடர்கள் இல்லை மூடப்பட்டுச்சு ஒரு கால்வாய் அமைச்சு ஒண்ணு பறிச்சுட்டு பாதுகாக்கப்பட்ட தண்ணியா மாறும் ரெண்டு தண்ணியை வச்சு நீர் மேலாண்மைக்கான அறிவு இன்னைக்கு வெளிப்படுத்த போறோம் முதல் அடிப்படையில் சிலம்பயிற்சி போறோம் கால்பாடம் முதல் தான் நீ கால பயணத்துக்காக நடக்கிறியா பயிற்சிக்காக நடக்கிற கலைகளுக்காக நடக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை இருக்கு நீ வீரத்துக்கான ஒரு வீரத்துக்கான அப்படி பல்வேறு வகையான சூடு வரிசை பயிற்சி கொடுக்கறதுக்காக யாரும் நம்ம வர வச்சிருக்காங்க பயிற்சி அல்ல கிட்டத்தட்ட தமிழ்மார் கடைசியா ஒரு குழந்த அந்த மாதிரி அதுக்கு கீழே சின்னதா வந்து இந்த நீங்களாம் எப்படி உட்காந்துருக்கோம் கடைசியா ஒரு சின்னதாக பாம்பாரு அந்த மாதிரி அண்ணன் பயிற்சிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேல் இந்த பயிற்சி இருக்காங்க எட்டு கலைகள் முழுசா தேர்வுபட்டு எட்டு கலைகளை முழுசா தேர்ச்சி இன்னைக்கு நாட்டுப்புற கலைகளுக்கான மிகச்சிறந்த ஆசிரியராக அவர் பயணிக்கிறாரு அவர் படிச்ச படிப்ப முடிச்சிட்டு இன்னைக்கு இந்த படம்லாம் நம்ம பண்றோம்ல போட்டோ போட்டோ பிரிண்ட் படம் அந்த அந்த வேலைகளை எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு பிடிச்ச தொழில் அது அதை தாண்டி நாட்டுப்புற கலைகளை எல்லா இடத்துலையும் கொண்டு போகணுங்கிறதுக்காக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க அதுக்காக கலைக்குழு இருக்கு கலைக்குழுவோடவே முக்கிய நண்பர் அவர் இந்த அண்ணன் தான் உங்களுக்காக வந்து பயிற்சி கொடுக்க போகிறாங்க அவர் பேர் வந்து என்ன பேரு ஜெகதீஸ்வரர் ஆ சரி வாங்க இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தலாமா உங்களுக்கு விளையாண்டவங்களாம் யாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உன் பேர் அவங்க என்ன பண்ணலாம்னு தெரியாதுண்ணா வாங்க தமிழ் தமிழ் வாங்க தமிழ் அவன் பேர் எத்தனாவது படிக்கிறீங்க நாலாவது படிக்கிறாங்க அவங்க ஆ தமிழரசன் அவங்களும் ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக சிலப்பயிற்சி செஞ்ச நல்லா விளையாண்டாங்களா சரி அடுத்தது வாங்க வெற்றி நீ எத்தனாவது பேர் எட்டாவது வெற்றி பேர் ஈரோடு அருண் திருப்பதி மன்றம்னு ஒரு ஸ்கூலு அந்த பள்ளியில் படிக்கிறாங்க வெற்றியோடய விளையாட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருச்சா சரி வாங்க சந்தோஷம்ங்க சந்தோஷ வகுப்பு ஏழா வகுப்பு இவங்களும் அருணி திருப்பதி மன்றம் தான் ஏழா வகுப்பு படிக்கிறாங்க பெரிய மிரட்டலா நாம பார்த்தோமே இந்த நமக்கான விளையாட்டு அப்படி வந்து விளையாடுவாங்க வயசானவங்க உனக்கு உதாரணம் நடிச்சிருக்காங்க அந்த படம் விரைவில் வரப்போது அந்த படத்தில் ஒரு அஞ்சு குழந்தையா குழந்தையா அஞ்சு பேரு பேரை நம்ம மக்கள் தான் படம் விரைவில் வந்துரும் படத்துல வச்சு என்ன ஒரு சைக்கிளுக்கும் நமக்கு என்ன இன்னைக்கு மேடர் ம் கட்ட போது மட்டும்ைக்கி போ அடுத்தது விளைய முக்கியம் ஒரு பொறுமையே பொறுமை தான் பொறுமை கிடையாது என்ன உடையும் போது எல்லாத்தையும் அப்படி இருக்கா பெண்றம் எந்த ஜெயில கண்டு பயம் இல்ல அப்படி இந்த குழந்தைகளுடைய அந்த எண்ணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் முதல்ல எண்ணத்தை உடைக்கணும் அப்படிங்கறது கலைகள் சந்தியாவோட விளையாட்டை பார்த்திருப்பீங்க அடுத்தது வாங்க சகாசினி சகாசினியோட விளையாட்டை பார்த்துக்கீங்களா பண்ணாங்களா அஞ்சாவது நாலாம் வகுப்பு படிக்கிறாங்க சகாசினி அடுத்தது வாங்க பிரேம்குமார் பிரேம்குமார் அப்படிதான் இந்த அண்ணன் அதே மாதிரி அவனுக்கு ஒரு எட்டு கலைகள் தெரியும் சின்ன குழந்தைகள் இருந்து இந்த கலைகள் நோக்கி பயணிக்கிறாங்க நாட்டுப்புற கலைகளுக்கான மிகச்சிறந்த கலைஞர்கள் இவங்கெல்லாம் அடுத்தது பழனி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பழனி வேலை நீங்க அவரும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கான சிறந்த பத்தாவதுப்பா பத்தாவது படிக்கிறாங்க அவங்க ஈரோடு காமராஜர் மேல்நிலை பள்ளியில் வாங்க பிரியா அவங்களும் பத்தாவது படிக்கிறாங்க பிரியாவுடைய விளையாட்டை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒரு பெண் பிள்ளைனா ஆணுக்கு நிகரா பெண் சொல்றான் அப்படிதான் சொல்லக்கூடாது ஆண் நிகரே கிடையாது பெண் தான் நிகர் நிகர்னு சொன்ன பெண்ண மட்டும் தான் சொல்லணும் பெண்ணுக்கு நிகராத ஆணை கொண்டு வரணும் தவிர ஆணுக்கு நிகர பெண்ண சொல்லிட்டே இருக்கிறது என்ன பெண் என்னமோ ரொம்ப தாழ் இருக்கிற மாதிரி ஆண் என்னமோ அப்படி இருக்கும் ஆணுக்கு ஒண்ணுமே இல்ல ஆணுகிட்ட எதுவுமே கிடையாது ஆனா அது இல்லாதனாலதான் நாங்க தான் நாங்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்ல பெண் தான் எல்லாமே அப்படி எல்லா வகையான ஆற்றலோடு அந்த பெண்ணை பார்த்தோம் அடுத்தது ரம்யா பால்வாடி இருக்குல்ல பால்வாடி போவாங்கல்ல அதுக்கு முன்பே நாட்டுப்புற கலைகள் அதிகம் ஆட்டக்கலைகள் தெரிஞ்சது யாருன்னா தான் பத்தாவதுப்பா பதினொன்றாவது படிக்கிறாங்க சிறப்பு வாங்க அவ்வளவுதான் அடுத்து நான்தான் சொல்லணும் நினைப்பத சொல்லுவோம் நாங்கள் இயல்பா தோழர்னு கூப்பிட்டுக்குவோம் ஆனால் ஐயான்னு தான் சொல்லணும் இயல்பா ஐயா ஆசான் இப்படிலாம் சொல்லலாம் இருந்தாலும் நான் ஒரு இளைஞனாக இருந்து ஐயாவை சொல்லிக்கிறேன் ஐயா மாதேஸ்வரன் ஐயா கலைத்தாய் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் நல்லா தன்னந்தனியாக நின்று இந்த கலைகளை எப்படி மக்களிடம் எடுத்துகிட்டு போகிறது இந்த வாழ்வுகளை எப்படி மக்களிடம் எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்த காலத்தில் அதை மிகச்சரியாக இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் என்று எடுத்து எடுத்துக்கிட்டு போய் மக்களிடம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பத்துக்கு மேற்பட்ட இடங்களிலே கலைத்தாய் அறக்கட்டளையினுடைய பயிற்சி பயிற்சி நிறுவனங்கள் இருக்கு அடுத்த அக்டோபர் ஐந்தாம் மாதம் இவங்களுடைய சொந்தமான ஒரு கலைக்களத்தை காவிரியின் மேற்குரை சொல்லீஸ்வரன் கோயிலுக்கு உட்கார்ந்து இருக்காரு அவர் வரைந்து வைத்த ஓவியங்கள் இங்க கூட நாங்க இந்த பதாகையை அந்த பிளக்ஸ் அடிக்க கூடாது அவரை வச்சு வரையணும் நினைச்சோம் அவருடைய வயதான சூழல் நீங்களே யாரு அண்ணா வள்ளலார் ஈரோடு வள்ளலார் புத்தக நிலையம் வாவூசி பூங்காவுக்கு எதிரில் வள்ளலார் புத்தக நிலைய இருக்கும் அதனுடைய நிறுவனர் அருமையன் அண்ணன் மணிக மாதீசரையாவை சிறப்பிக்கிறாங்க அடுத்து திரைப்பட இசையமைப்பாளர் இப்போ என்னுடைய பாடல் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அண்ணன் தான் புறவலரை பிடிச்சி நவீன் பாலாஜி என்கிற மருத்துவரை பிடிச்சி பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை இப்போ நம்ம ஒளிபரப்பும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பல்வேறு திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் தொடர்ந்து இசையமைப்பாளராக முயற்சித்து கொண்டிருப்பவர் நாங்களா காசு கொடுத்த கூப்பிட நினைச்சுக்காதீங்க அவங்களா ஏற்கனவே திரைப்படம் எடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு பல்வேறு திரைப்படங்களுக்கும் இந்த பாடல்களுக்கும் உதவும் அப்படிங்கறதுக்காக தான் இதை எடுக்க வந்திருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட்டு யாரும் போயிட வேண்டாம் முதல்ல குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு குழந்தைகள் சாப்பிட்டு போகிற பிறகு வீதி இருந்ததுன்னா பெரியவங்களுக்கும் கொடுப்போம் முதல்ல குழந்தைங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு படத்துல ஒரு காட்சி எடுக்க போறாங்க தமிழ்மொழி நம் உயிர்மொழி சொல்லுங்க தமிழ்மொழி முதல்ல இருந்தே சொல்லுங்க தமிழ்மொழி நம் உயிர்மொழி தமிழ்மொழி நம் உயிர்மொழி இத நீங்க எல்லாமே சொன்ன மாதிரியே பாட போறீங்க அதை வீடியோ எடுத்துக்குவாங்க அதை இப்ப நாங்க போற பாட்டுல நினைச்சுக்குவாங்க நீங்க எல்லாருமே என்ன பண்ண போறீங்க உலகம் பூரா போக போறீங்க எங்க போக போறீங்க சின்ன குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் இவ்வளவு நேரம் அங்க இருக்கிற ஒரு சில அறக்கட்டளை சார்ந்த நண்பர்கள் கூட சொன்னாங்க சீக்கிரம் முடிச்சுக்கலாம் குழந்தைங்க பசியோட இருப்பாங்கன்னு நம்ம ஏன் இதை வந்து வலியுறுத்தி அவருக்கு தொடர்ந்து பேசணும்னு விட்டோம்னா நம்ம வாழ்விலையே மாத்தணும் தப்பு தப்பா வாழ்ந்துட்டு இருக்கோம் தப்பு தப்பா இந்த கருவிகளும் இந்த இயந்திரங்களும் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படி அல்லாமல் இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலை கட்டமைக்கணுங்கிறது குழந்தைகளை கொண்டு வந்திருக்கும் இவ்வளவு குழந்தைகள் வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கொங்கம் அறக்கட்டளை சார்பா உங்க பெத்தவங்களையும் இந்த குழந்தைங்களையும் பாலம் வணங்குறோம் இந்த குழந்தைங்க அத்தனை பேர்த்தையும் ஒரு அருமையான ஒரு நல்ல தமிழ் மரபு சார்ந்த வாழ்விகளுக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கடமை கொங்க அறக்கட்டளையோட கடமை நீங்க ஒத்துழைச்சா போதும் அதே போல கொங்க அறக்கட்டளையில் இருக்கிற நண்பர்களும் ஒத்துழைக்கணும் எதிர்பார்க்காத ஒரு அவர்கள் குழந்தைகளை விட்டுருக்காங்க இவர்களுக்கு சாதி மதம் கடந்து ஒரு அருமையான கொரோனாங்கிற அதுங்கிற இதுங்கிற என்னென்னமோ சொல்லி நம்மளை பயப்படுத்தி அப்படியே ஒரு நடுநடுக்கத்துல வச்சிருக்குது இந்த உலகம் அப்படியெல்லாம் அல்ல தமிழ் மரபு தான் வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதியில் ஒரே மரபு தமிழ் மரபு அந்த மரபு சார்ந்த வாழ்விகளை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ரொம்ப நன்றி அறிவிப்பு அறக்கட்டளை தமிழ் சமூகத்தை மீட்டெடுத்து பல்வேறு பாராட்டுகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி பொங்கம் அறக்கட்டளை சேர்ந்த நண்பர்களுக்காகவும் அண்ணன் சமர்ப்பா எங்களுடைய கௌசினி ஸ்டுடியோ ஸ்டுடியோ பெட்டகம் ஸ்டுடியோ சார்பாக ஒரு சிறிய பல்வேறு இந்த பகுதியை சேர்ந்த தீமான சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து பெற்றோர்கள் அனைவரும் வந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்குறேன் இதே போல அடுத்த வாரம் என் வரணும் எப்படி பயிற்சி தொடங்குங்கிறத பத்தி ஐயா சொல்லுவாங்க கேட்டு அதன்படி தயவு செஞ்சு அடுத்த வாரம் எல்லாரும் காலையில் நேரமாக வந்துடணும் அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர் ஆசான் ஜெகதீஷ் அவர்களுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முதல் மாத காணிக்கை இப்போ கொடுக்க போறீங்க சாப்பிட்டுட்டு முதல் மாத காணிக்கை யாரு கொடுக்கணும் மாணாக்கர்கள் தான் ஆசானுக்கு கொடுக்கணும் நீங்க தான் கொடுக்கணும் அவருக்கு சரியா அமைதியா பொறுமையா சத்தம் அழகா இருந்து சாப்பிட்டுட்டு ஆசானுக்கு உங்களுடைய அந்த என்ன சொல்றது அந்த மதிப்பு ஊதியத்தை கொடுத்துட்டு நீங்க போகணும் சரியா நன்றி சந்தோஷமா இருக்கிறதா கலைகளே செய்யும் போதே பசி வந்துடும் நாட்டுப்புற கலைங்கிறது உள்வாங்குது வந்தோனவே தோழர்கள் நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அதாவது நோய் வர்றதுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க நோய் வந்த நோய்க்கு நோய் வராமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கலை வேற ஒன்று பிரபஞ்சத்தோட ஆற்றில் உள்வாங்குவது முதல்ல நீங்க எல்லாருமே கவனிங்க தோழர் எல்லாரும் கவனிங்க இங்க இருக்கிற குழந்தைங்க இருக்கு ஒரே முகம் மாதிரி ஒரு குழந்தைங்களை பாருங்க முகம் ஏன்னா இதுதான் மண் சாந்தம் மூஞ்சின்னு சொல்றோம் நாம இந்த மண் முகம் கிடையாது இன்னைக்கு ஒழிச்சுட்டானுங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு மாசத்துல நம்ம மருத்துவமனைக்கு போயிடுறோம் பத்து மாதத்துக்கு அவங்க அது ஒப்படைச்சிட்றோம் அந்த குழந்தைய அதுக்கப்புறம் நல்லா மூணு வருத்துக்கு அவங்கள்ட தான் இருக்குது நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் சரி எல்லா குழந்தையும் ஒரே மஞ்சள் மூஞ்சாவே இருக்குது எந்த மூஞ்சிக்கு மாறலை இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு வகையாக இருக்குது இந்த மண் கலைகள் மண் சார்ந்த நோக்கி பயணிக்கிறதுக்கான நேரம் அதை கண்ணே எல்லாருமே சரியாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு டிராயரும் அதாவது பாப்பா போட்டுக்குள்ளே பேண்ட்டு மேலே வந்து மணின் மாதிரி போட்டு பெண் குழந்தைகளுக்கு ஆறு மணிக்கு சரியா பயிற்சி எடுத்துட்டு போக முடியும் நீங்க இன்னைக்கு யாரெல்லாம் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் பதிவு நடக்கும் அதுக்கப்புறம் மூணு மாசம் கழிச்சு தான் நடக்கும் நடக்கும் அதாவது அறுபது வயது வரைக்கும் கிடையாது புரியுதா கண்ணே அதனால நீங்க எல்லாருமே வந்து பேர் பதிவு கொடுத்தவங்க எல்லாருமே வந்துடுங்க மூணு மாசத்துக்கு ஆள் சேர்க்கை நடக்காது அஞ்சு நாளுக்கு என்ன அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரத்துக்குள்ளே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி தொடங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கு போடணும் ஏன்னு கேட்டா ஒருத்தர் தான் பயிற்சி கொடுக்க போறாங்க ஒட்டு பத்தி புதுசு புதுசாக ஆட்கள் வரும் போது பயிற்சியாளர்கள் கூடியிடும் அப்ப இங்க தொகைகளும் அதிகமாயிரும் அதனால நீங்க எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள பேர் பதிவு பண்ணிடுங்க உண்மையிலேயே இந்த ஊரு சார்ந்த அத வந்து அந்த எண்ணத்தை ரொம்ப அழகா பூர்த்தி போயிட்டாங்க கொங்கம் அறக்கட்டளை சார்ந்த அத்தனை தோழர்களும் இந்த ஊர் சார்ந்த அத்தனை பெரிய தாய்மார்களும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கதிகன் அவர் தான் எங்களை எல்லாம் வந்து கலைகளை நோக்கி முன்னெடுத்த யாருன்னா சமர்ப்பா வந்து ஈஸியா என்ன சொல்லிட்டாரு நாங்கள்லாம் முன் உதாரணம் சமர்ப்பா குமரன் கதிர்வன் ஓமிக்கிற கதர்வன் அவர்கள் பொன் கதிர்வன் இவங்கெல்லாம் தான் நாங்கள் முன் நாங்க போனோம் அப்படி எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம எடுத்துகிட்டு போறோம் இது யாரும் அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்க நினைச்சிருவேன் தயவு செய்து நம் எல்லாத்துக்குமான பங்கு இருக்கு ஏன்னா ஒரு சமூகம் வீணா போவதும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பகுதி சார்ந்தவங்க தான் இந்த பகுதியில் இருக்க அத்தனை மக்களும் ஒன்றுபட்டு நாம் இந்த கலைகள் எடுத்துகிட்டு போகணும்னு மட்டும் கேட்டுக்கிறோம் ஏதாவது பேசுறதுல இல்லை எங்கள் நடந்த நிகழ்வில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் எங்களை மீண்டும் மீண்டும் எல்லாரும் ஒன்றுபடுவோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி இந்த நேரத்தையும் இந்த வாய்ப்பையும் வழங்கிய அத்தனை அன்பு நஞ்சங்களுக்கும் கலைச்சாய் அறக்கட்டளை சார்பாகவும் பொங்கன் அறக்கட்டளை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்